அஸ்லாம் வலைக்கும் மா மனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் வரலாற்று தொடர் ஏழு மனிதனின் முதல் தேவை உணவுதான் உணவு சுவையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதன் அதிகம் உழைக்கிறான் முறைகேடுகளிலேயும் ஈடுபடுகிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் உயர்ந்து நின்ற அந்த காலத்தில் அவர்கள் எத்தகைய உணவை உட்கொண்டார்கள் என்பதை நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்து கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் மாமன்னர்கள் உண்ட உணவுகளை அல்லகவின் தூதரவர்கள் கண்களால் கூட கண்டதில்லை சராசரி மனிதன் உணுகின்ற உணவை கூட அவர்கள் உண்டதில்லை என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸில் ஆயிஷா நாயகி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது உங்கள் உணவு முறைகள் என்ன ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள் எங்கள் வீடுகளில் மூன்று மாதங்கள் அடுப்பு பற்ற வைக்காமலே கழிந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்கப்படுது பிறகு எப்படித்தான் நீங்கள் உயிர் வாழ்ந்தீர்கள் சாப்பிடணுமே என்னாவது என்ன தான் சாப்பிட்டீர்கள் பேரிச்சம் பழம் தண்ணீர் தான் எங்களின் உணவு சில நேரங்களில் பக்கத்து வீட்டை சார்ந்த தோழர்கள் ஆடு அல்லது மாடுகளில் பால்கள் கறந்து எங்களுக்கு கொண்டு வந்து தருவார்கள் அதை சாப்பிட்டு நாங்கள் இருந்து கொள்வோம் நம்ப முடிகின்றதா சகோதரர்களே இதுதான் உண்மை நாயகம் சல்லா அலி சொல்லாம் அவர்கள் தோல் நீக்கப்பட்ட கோதுமையில் தயாரான ரொட்டியை சாப்பிட்டதுண்டா என்று நாயகத்தின் பணியாளர்களில் ஒருவரான சஹல்பின் சகத் ரதியுல்லாஹூ அன்ஹூ அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அப்போ அவங்க சொன்னாங்க அல்லா அவர்களை நபியாக அனுப்பியது முதல் அவர்கள் மரணமடையும் வரை சலிக்கப்பட்ட மாவில் தயாரான ரொட்டியை சாப்பிட்டதே இல்லை என்றார்கள் நாயகம் அவர்களின் காலத்தில் உங்களிடத்தில் சல்லடைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு அப்போ சொன்னாங்க அவங்க சல்லடையை பார்த்ததே இல்லை தோல் நீக்கப்படாத கோதுமை மாவை சலிக்காமல் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்கப்படும்போது தீட்டப்படாத கோதுமையை திருகையில் வைத்து அரைப்போம் பிறகு வாயால் ஊதுவோம் உமிகள் விடும் மீதத்தை தண்ணீரில் குலைத்து அல்லஹாவின் தூதரவர்கள் சாப்பிடுவார்கள் அப்படின்னு அபுஹாசிம் ரதுகிறதுதாக உனக்கு அவங்க சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி பதிமூணாவது ஹதீஸில் கூறப்பட்டிருக்கு நபிகள் நாயகத்தின் குடும்பத்தினர் நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கும் வரை மூன்று நாட்கள் தொடர்ந்து எந்த உணவையும் வயிறார உண்டதில்லை ஒரு நாள் ஹஜ்ஜு பிறநாளுடைய பண்டிகையின் போது கறி குழம்பில் மீதமாக கிடக்கும் ஆட்டு காலை பதினைந்து நாட்களுக்கு பிறகு நாயகம் அவர்கள் சாப்பிடுவதற்காக மனைவியர்கள் எடுத்து வைத்திருந்தார்கள் பிறகு நபிகள் நாயகம் அவங்க சாப்பிடுவதற்காக அதை அவர்கள் பத்திரப்படுத்தி பதப்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்போ ஆயுஷநாயகிடத்தில் கேட்கப்பட்டது பதினஞ்சு நாள் எப்படி அப்படின்னு கேட்கும்போது நாயிச நாயகி சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு குழம்புடன் கூடிய ரொட்டியை நாயகம் அவர்களின் குடும்பத்தினர்களாகிய நாங்கள் மூன்று நாட்கள் வயிறார இதுவரைக்கும் நாங்கள் உண்டதில்லை எப்போ ரொட்டி கிடைக்குதோ அப்பந்தான் அதனால் அதை நாங்கள் கொஞ்சம் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வச்சுருந்தோம் எப்போ ரொட்டி கிடைச்சதோ அப்போ அதையும் சேர்த்து நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அவங்களுடைய மனைவிகள் சொன்னது புகாரியில் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூணாவது ஹதீஸ் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனிதருடைய நிலையில் இருந்தது தான் இருக்கும்போதும் அவர்களின் நிலை அதுவாகத்தான் இருந்தன இப்படி ஒரு நிலைகளை இன்றைக்கு யோசித்து பார்க்க முடியுமா இன்றைக்கு அதிகாரத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள் இப்படி ஒரு உணவுகளை உட்கொள்வார்களா இன்ஷால்லா நாளையும் தொடர்வோம் அஸ்லாம் அலைக்கும்